எனக்கு எனக்கு ஒ பிடிக்கலாம் உங்களை பார்த்தாலே நரம்பு கிரம்புலாம் கரண்ட் சாக்கா அடிச்சு பாயிருந்தா இந்த மொக்க ஜோக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூட் ஐ லவ் யூ ஐ ஹேட்